வாசிப்பவர் லலிதா ரவி கள்ளக்குறிச்சி அருகே சுத்தமலை கிராமத்தில் உள்ள விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண்குராலா ஆய்வு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலம் அமைக்கப்பட்ட சங்கராபுரம் கூட்டுப்பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் செயல்பாடுகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண்குராலா ஆய்வு செய்தார் முன்னதாக ரிஷிவந்தியம் அருகே உள்ள சுத்தமலை கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் ஆய்வின் போது வேளாண்மை துணை இயக்குநர் கண்ணகி வேளாண்மை அதிகாரிகள் புஷ்பராணி கோவிந்தராஜ் உதவி வேளாண்மை அலுவலர்கள் மணிகண்டன் சக்திவேல் பரசுராமன் சிவா துரைராஜ் மற்றும் நிறுவனத்தின் சிஇஓ லோகநாதன் தலைவர் சத்யமூர்த்தி செயலாளர் பாண்டியன் பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் பலர் உடனிருந்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர் எல்லா மில்லுக்காரங்களும் ஒன்னா கூட்டிக்கிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கொடிநெல் வந்துட்டு அதை மட்டும் வாங்குவோம் மற்ற நல்லா இந்த நாற்பத்தி நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்னு இதெல்லாம் வாணாங்கிறாங்க சொன்னா அவங்களே சொல்றான் ஒரு மில்லு ஓனரே என்கிட்ட சொல்றா நீங்க தெரிஞ்சவருங்கிறத சொல்றேன் ஒரு பதினைந்து நாளைக்கு என்கிட்ட அரைக்கு நெல் இருக்குது எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் அதே வாங்கணும் உங்களுக்கு அதிக விலை இன்னும் போனால் இன்னும் ஒரு இரநூறுவா கம்மியாக உங்கள்கிட்ட வாங்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வாட்டாக கொண்டு என்கிட்ட கூட்டி தானே அது வந்து பிரைவேட் ஆதிகாக மாட்டாரு சங்கராபுல இருக்கேன்னா எங்க சங்கராபுல தான் சார் இந்தா சார் ரெயின் வந்து கறியா சங்கராபு ரோட்ல பगडடுடு ரோட் கூட ஒரு வைக்கலாம் நான் சொன்னா அது பண்ணிருக்காங்க அப்போ சார் பगडடுடு ரோட் பண்ணிய பண்ணி சொன்னா மா Follow பண்றாங்க சார் ரெண்டு சென்டர் பண்ணு சார் அது டவுன் விட்டு மூணு வாங்குறதுக்கு பணம் உடனே கொடுத்துறோம் வியாபாரம் அங்க போனா புல்லு பிக்ஷனியம் بلاக்கு ஒன்னு சாதாரண بلاக்கு பगडடுடு ரோட் சாதாரண சொல்லுங்க நான் உடனே சொல்லுங்க சொல்லுங்க சரிங்க கிட்ட பேசலாம் ஓ பிஎன்சி மூலமா எடுத்தா ஓ டிஎன் சார் ஆமாங்க அந்த மனுவில் ரிஷிவந்தியம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகண்டை கூட்டு சங்கராபுரம் வட்டத்திற்கு சங்கராபுரம் மற்றும் தேவபாண்டலம் பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் மனுவை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மனுவின் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதையடுத்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி தமிழ்நாடு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியில் இருந்து செய்தியாளர் டேவிட்